சிறுத்தைக்கு தெரியணும் தான் ஒரு சிறுத்தைன்றது நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை தான் ஒரு சிறுத்தைன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் விஷயம் தெரியாத மாதிரி இருங்க நான் சொல்ல வரல அப்போ யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா கோபம் வரும் எரிச்சல் வரும் கடுப்பு வரும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசத் தோணும் டென்ஷன் ஆகும் அத்தனையும் கொண்டு வந்து விட்டுரும் தேவையான இடத்துல பேசுங்கள் தேவையான இடத்துல நடிங்க தேவையான இடத்துல சாப்பிடுங்க தேவையான இடத்துல போங்க தேவையான இடத்துக்கு வாங்க இடத்துல வந்து உங்களோட பயிற்சி எடுத்து வாங்கினாங்க கூட உங்க அந்த யூடியூப்ல உங்களோட சேனல் பார்த்துட்டே இருப்பாங்க நான் திட்டுவேன் நிஜமா நான் ஓபனா பேசுறேன் வேலை இருக்கும் வேலையில கவனம் செலுத்தாம நீ எந்த நேரம் வந்து இவரோட இதையே நீ பாத்துட்டு இருக்கியே இதை பார்த்து பார்த்து நீ என்ன செய்ய போற நீ என்ன செய்ய போறேன்னு நிஜமா நான் போராடுவோங்க நிறைய டைம் அப்போ அவங்க சொன்னாங்க எங்க போட்டாலும் அவரோட இதை வந்து நான் அட்டன் நான் தீர்வேன் நீ வந்தாவோ வரலன்னா போ அப்படின்னாங்க கோயம்புத்தூர்ல போட்டுட்டீங்கன்னு தெரிஞ்ச அவங்க வந்து என்னை சேர்த்தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப அவங்க சொன்னாங்க என்னதான் நடந்தாலும் சரி நான் வந்து மகாவிஷ்ணுவோட இந்த கிளாஸ் மாட்டேன் அட்டன் பண்ணியே எனக்கு வந்து தீட்சிகள் அங்க இங்க எல்லாருமே போயிருக்கோம் ஆனா எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல நான் இங்க வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆயிருவேன்னு சொன்னாங்க அப்ப நான் சேலஞ்சுகிட்டேன் சரி பரவாயில்ல நானும் உங்க கூடையே வர்றேன் எவ்வளவோ பார்த்தாச்சு எவ்வளவோ செஞ்சாச்சு இந்த கிளாஸுக்கு மட்டும் போயிட்டு வெளியில நடந்த மாதிரி இங்க வந்த விற்பாடு அவங்க சரண்டர் ஆனாங்க ஆயிட்ட குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு அறிவாளின்னு அடிக்கடி எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கவேன்னு நினைக்காதிங்க ஏன் அப்படின்னா சிறுத்தைக்கு தெரியணும் தான் ஒரு சிறுத்தைன்றது நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை தான் ஒரு சிறுத்தைன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பத்து நாய்கள் பதினோரு நாய்கள் நூறு நாய்கள் சேர்ந்து வா என் கூட ஓட்டப்பொந்தயத்தில் ஓடி ஜெயின்னு கூப்பிட்டாலும் சிறுத்தைக்கு தெரியணும் தான் ஒரு சிறுத்தை என்று அதுபோல தேவையற்ற இடங்களில் நான் அறிவாளி நான் புத்திசாலின்னு எல்லா இடத்துலையும் காட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க ரசிங்க சில இடத்துல அறியாமையில் மக்கள் பேசுகிறாங்க மக்கள் பதட்டத்தில் இருக்காங்க மக்கள் வந்து விஷயம் தெரியாமல் புலம்புகிறாங்க கடுப்பேற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் முட்டாளாகவே இருங்க அந்த இடத்துல தப்பே கிடையாது எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க எல்லா இடத்துலையும் விஷயம் தெரியாத மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல வரல தேவையில்லாத இடங்களில் உங்களை நீங்கள் அறிவாளியாக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பழக்கமாக மாறிடும் அது எப்போ பழக்கமாக மாறுகிறதோ அப்போது உங்களுக்கு அடுத்த சூழ்நிலை அதை எப்படி கொண்டு போகும்னா உங்களது மன நிம்மதியை கெடுக்க ஆரம்பிக்கும் அப்போ யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா கோபம் வரும் எரிச்சல் வரும் கடுப்பு வரும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசத்தோணும் டென்ஷன் ஆகும் அத்தனையும் கொண்டு வந்து விட்டுறோம் இதுவே நீங்கள் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்துனாலும் நான் யாருன்றது எனக்கு தெரியும் இந்த இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற புரிதலோடு இருப்பது எப்பேற்பட்ட பக்குவ நிலையாக ஞான நிலையாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுவே நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்க சின்ன சின்ன இடத்துலலாம் நீங்கள் நல்லவேன் அறிவாளி எனக்கு இவரை தெரியும் எனக்கு அவரை தெரியும் எனக்கு இந்த செலிபிரிட்டி தெரியும் அந்த செலிபிரிட்டி தெரியும் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு சொல்கிறது குழந்தை தன்மையாக இருக்கும் விஷயம் தெரியாத ஆளுங்களுக்கு வேணால் அது பில்டப்பாக தெரியலாமே தவிர உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் வெறுத்துருவாங்க கடுப்பாயிடுவாங்க ஏன்னா அவங்க பார்த்தோன்னே சென்ஸ் பண்ணிடுவாங்க ஓவரா ஆடுது அப்படி நான் உங்களை கணிச்சிருவாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது மதிப்பு மரியாதை மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்செல்வமோ அல்லது வாய்ப்புகளோ அல்லது திறமை சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கிடைக்காமல் போயிடும் உண்மையான திறமை உண்மையான பக்குவம் உண்மையான ஞானம் என்பது என்ன அப்படின்னா எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள் தேவையான இடத்துல பேசுங்க தேவையான இடத்துல நடிங்க தேவையான இடத்துல சாப்பிடுங்க தேவையான இடத்துல போங்க தேவையான இடத்துக்கு வாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத இடங்களிலும் அனைத்து இடங்களிலும் உங்களை நீங்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் காட்டிக்கொள்ள முயற்சி செய்வது உங்களை தராதரத்தை குறைக்கும் உங்கள் மான கெடுக்கும் உங்கள் குடும்பத்தோட மான கெடுக்கும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே குளி புதைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இதை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்